ஹாய் எவ்ரி ஒன் ஆ வெல்கம் டு ஐடி சொல்யூஷன் நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் நீ என்ன சொல்லி டெக்ஸ்ட் விட்டுன்னு டைப் டெக்ஸ்ட் விட்டு டைப் பண்ணி வச்சுருக்கிறீங்களா அப்படி இல்லாட்டி டைப் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை அவளுக்கு இந்த வாய்ஸாக கேட்கணுமா ஸ்பீக்கர்ஸ்ல அப்படி கேட்கும் சொன்னாக்க ஒரு சாஃப் அந்த சாஃப்ட்வேராக கேட்குது அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி அவளுக்கு அப்படி செஞ்சு அவங்களோட ஒர்க்கை செஞ்சு கொள்ளையிலும் அவங்களோட தேவையை செஞ்சு கொள்ளையிலும் அந்த சாஃப்ட்வேர் தான் நெக்ஸ்ட் அப்டோக்கின்டு சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அவ்வளோ யூஸ் பண்ணே முயலும் அப்படி இல்லாட்டி அவங்களோட கூகுள் டிரான்ஸ்லேட்டில் அவங்க கொடுத்துருப்பாங்க உடனே டைப் பண்ணுறது இந்த சவுண்ட்ஸ் கேட்குறது அப்படி அவங்களுக்கு ஒன்லைன் யூஸ் பண்ணே இல்லாட்டி இந்த சாஃப்ட்வேர் ஆஃப்லைனாக யூஸ் பண்ணிடும் இதை சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுற இந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது அந்த லிங்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க நான் கொடுக்குற லிங்கில் இந்த லிங்கில் இந்த டவுன் பண்ணி போகிற எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரார் ஃபைல் ஒன்றே அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வின்ட்ரார் அவங்களுக்கு தேவைப்படும் ஸோ நீ வின்ட்ரும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த வின்ட்ரோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன் அந்த சாஃப்ட்வேர் என்று சொல்லி சொன்னாக்க நெக்ஸ்ட் ஆப் டோக்க என்று சாஃப்ட்வேர் அது அதை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணினா இந்த இப்படி பாஸ்வேர்டு ஒன்று கேட்கும் எக்ஸ்ட் பண்ண போகலை இப்படி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு சொல்லி கொடுத்தாக்க பாஸ்வேர்டோட சொல்லி கொடுக்கும் விண்ட்ராடில் அதுக்கு நீங்கள் ஒன் டூ த்ரீன்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க அதுக்கப்புறம் அவங்களோட சாஃப்ட்வேர் எக்ஸ்ட்ராக்டாக் வரும் அதுக்கப்புறம் இதை ஈதா சாஃப்ட்வேர் இது டபுளாக கிளிக் பண்ணினாக்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இன்ஸ்டால் கிளிக் பண்ணிக்க ஆட்டோமேட்டிக்கலி இன்ஸ்டால் ஆகும் இன்ஸ்டால் ஆகினது அப்புறம் இந்த ஃபிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் வீக்கிற இந்த டிஎல்எல் ஃபைவ்லாம் நீங்கள் காப்பி பேண்ணு இந்த போயிட்டு இந்த ஓ இந்த உடோஸ் சி பார்ட்டிஷன் இந்த சினு சொல்லி போட்டி இந்த விண்டோஸ்லோகோட அந்த பார்டிஷன் உள்ள அது உள்ள போனதுக்குறோம் ஃபைல்ஸ் 86 பண்ணிக்கோ பண்ணிந்த பூ பே பே பண்ணு இப்படி என்ன சரி வந்துச்சுன்னா இஎஸ் கொடுஸ் சொல்லி கொடுங்க கண்டினியூ பண்ணுங்க அதுக்கப்புறம் இங்கே பேஸ்ட் ஆகிடும் அவ்வளோதான் இன்ஸ்டால் பண்ணுறது இயற்கை அதேப்போறோம் நீ என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னாக்க இந்த அந்த டெஸ்க்டாப்பில் ஷார்ட்கட் கிரியேட் ஆகி டெஸ்க்டாப் டோக்கின்னு சொல்லி அது டப்பல் கிளிக் பண்ணுங்கள் அதை ஓப்பன் ஆகிற ஸ்க்ரீன் இப்படி தான் அப்புறம் உங்களுக்கு என்ன சரி டைப் பண்ணணுன்னு தான் என்ன டைப் பண்ணுங்க அப்படி இல்லாட்டி கொபி கொப்பி பேஸ்ட் எங்கே பேஸ்ட் பண்ணினாலும் சாரி நான் இப்போ டைப் பண்ணுறேன் இப்போ டைப் பண்ணி வச்சுக்கிறேன் அவனுக்கு என்ன இந்த சில லேங் அந்த வொய்ஸஸ் தந்திக்கிறா நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு அந்த கிளியராக கேட்குற வைஸ் இந்த ஜீரா டெக்ஸ்ட்ரா பண்ணுற வொய்ஸ் தான் ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்பேக் இன்போர்டன்ஸ் வந்து கொடுக்குறேன் அந்த ஸ்பேக் இன்போர்டன்ஸ் பிறகு இணை இந்த வேர்ட் இன்னைக்கு அட் ஆகி உலக கேட்குமா சவுண்ட் இந்த இப்படி தான் இப்படி ஒரு தாட்ட கேட்டது பிறகு அதே உங்களுக்கு இந்த கேட்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணினாக்கா அது ஆட்டோமேட்டிக்கலி அந்த வேர்ட் ரிப்பீட் ஆகும் டைப் பண்ணவும் இல்லாட்டி திருப்பி பேஸ் பண்ணவும் தேவையில்லை அவ்வளோதான் மற்றது மனுசாரி டைப் பண்ணி டைப் ாலும்ர்டு அது அதுபோல் உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கலாம் பண்ணிக்கொள்ள ஓன் மினிஸ் சொன்னாக்க அந்த கிளியர் லக்கின்னு சொல்லி ஒன்று தாந்திக்கிறா அதை க்ளிய அதை கிளிக் பண்ணினாக்க அதை அப்படியே இல்லை கிளியர் ஆகிடும் அவ்வளோதான் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது ஈகுது இந்த சாஃப்ட்வேர் வேறு சாஃப்ட்வேர் ஈஸியான சாஃப்ட்வேர் உங்களுக்கு கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் யூஸ் பண்ணால் ஏலா அதில் டேட்டா இல்லை என்ன சரி பிரச்சனைதாக இதை டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைன் யூஸ் பண்ணும் இதை டவுன்லோட் பண்ணுற சைஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கோண்ட் எயிட் சிக்ஸ் எம்பி அவ்வளோதான் சைஸ் ஸோ அவங்களுக்கு இதை ஈஸியாக டவுன்லோட் பண்ண முடியல இந்த சாஃப்ட்வேரை பார்த்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நீக்கி அடுத்து நான் இன்னமும் டவுன்லோட் சொல்கிறேன் இந்த ஐடி சொல்யூஷன் சொல்லி யூடியூப் சேனல் ஒன்று செஞ்சுக்கிட்டு அந்த சேனலில் டைப் பண்ணி இந்த வீடியோ பார்த்து கொண்டுக்கிறீங்க இந்த மாதிரி டெக் வீடியோஸ் நிறைய இன்னும் பியூஷன்ல வரும் அதோடு முழு பார்த்துக்குள்ள அந்த நான் போட்டு உடனே பார்த்துக் கொள்ளணுமே சொல்லி சொன்னாங்க இந்த வீடியோ கீழே ஆகிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு அது கிட்ட இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் என்ன வீடியோ வந்து சேனல்ல அப்லோட் பண்ணாங்க அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே அவ்வளோ மொபைலுக்கோ பிசிக்கோ வரும் அதை சுற்றி அப்படி பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள் இன்னமும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ள முன்னாள் அவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்